ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேராக செல்வோம் ஓட்டுறதுக்கு மெண்ணன் பெண் நேரம் வேண்டியதையும் போட்டு வேண்டு அப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரம் போவோம் இப்படியே நேராக போனால் தாரா தட இருக்கான் அடை காத்தலாம் இருக்கேன் கருங்கோழி பண்ண இருக்கான் வர்ணக்கோழி பண்ண இருக்கான் அப்படி நேராக போக்கும்போது இப்படி நேராக போட்டு வருவோம்ஸ் அப்படியே நேரம் போவோம் இப்படியே நேரம் டிடினு நோ போட்டு இப்படியே நேரம் போட்டு எப்படி போனா இதுல அப்படி இருக்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கு என்னனு பார்த்தா டேபிள் டென்னிஸ் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய மாதிரி அதான் டிடிஎஃப்னு போட்டு இப்படி மேலே இருக்கு அப்படி அப்புறம் சுவாங்க நேரம் போகும் கண்ணனுக்குள்ளா கோட்ட கோட்டையன் போட்டார் இவர் கிபி நானூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு திருவோணமலை திருவோணமலை கோயில் மற்றும் பல கட்டுவதற்கும் புடன பிஞ்சுக்கும் கேரணமாக இருந்தவர் இப்படி இப்படி நேராக போகிறாண்டா நேராக போகிறதுக்கு என்னென்ன இருக்குமென்றால் தூண்டில் மேடை இருக்கும் காதல் கதிரி இருக்கும் சாகச சருக்கள் இருக்கும் பொரியத்துடில் இருக்குது இப்படி நேரில் முன்னோக்கு இப்படி வாசலில் அப்படி இருக்குமாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நேரம் போகும் அப்படியே தொங்கி கொண்டு போக மாதிரி சின்னபடியே வேறு விளையாடுறாங்க சதைக்கோங்க பிடிச்சுக்கோண்டு ங்கி விளையார்கள் சிறிய பெரிய விளையாடு விளையாடிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் அப்படி நேரம் போவோம் இப்படி நேரம் போவோம் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறான் நாங்க வந்த டைம் திந்தி பக்கம் போவோம் ஏரியாவும் வாரத்தில் ஏற்றி கொண்டு வராங்க வந்து ஏற்றி கொண்டு வர இருக்காக இருந்து போகக்கூடிய மாதிரி இப்போ கேதுல என்ன இருக்குன்றா சதுரங்கம் விளையாடக்கூடிய மாதிரி கீழே நிலத்துல செய்ய காட்டு ரெண்டு ரெண்டு கட்டுரை மாசை தூக்கி வைக்கிறேன் வச்சிருக்கேன் பாக்கயங்கரமா இருக்குறகு <cuptain> <coughs> <coughs> <coughs> உண்மையா காடு மாங்க இருக்கு இப்படி எல்லாம் செட்டப்பில வச்சிருக்காங்க பாக்கிரியெல்லாம் போடாது தண்ணி எல்லாம் இல்லை தண்ணி எல்லாம் நின்றால வடிவா இருக்கும் நினைக்கிறேன் நேரம் இதுல சேர் எல்லாம் போட்டுருக்கு இருக்கக்கூடிய மாய் இப்ப திருத்துறாங்க நினைக்கிற காட்டுக்கு இருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மய்ச்சி அது எல்லாம் போட்டுச்சுக்கான் நிறத்துல கட்டி வச்சுக்காங்க இப்படி போசு வாங்கணும்னு நினைக்கிறேன் அங்காளியம் போகல எப்படி வந்தா இந்த இதெல்லாம் கிடக்கு தண்ணி இருந்தாலும் நல்ல வடியா இருக்கும் சுத்தி வர அப்படி சுத்தி வருது இப்படியெல்லாம் காட்டிக்கிறாங்க உள்ளுக்க கொஞ்சம் பார்க்க பயமாங்கிடாக்கு இப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க போட்டு இப்படி செட்டப் ஓகே பகன் சொந்தவாதியளவோ பார்த்துட்டா எல்லாம் தெளிவி போறோம் போற வழி போற வழியில ஒவ்வொருத்த இது யாழ்ப்பாணத்தை ஆண்ட மண்ணற்ற போட்டோக்களும் அத ஆண்ட இந்த விவரங்களும் போட்டிருக்கு இதுலையும் போட்டிருக்கு கலிங்கரமேண்ணன் ஆட்சி எல்லாரும் போட்டிருக்கு ஒவ்வொரு வாசலுக்கும் இப்படி போட்டிருக்காங்க நேரம் போவோம் அந்த வாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நுழைவாயிலும் இப்படி தான் போட்டிருக்கு ராவணன் கோட்டை என்று போட்டிருக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டு வாசல்லையும் போட்டிருக்கு சேரன்ட்ட கோட்டை என்று போட்டுருக்கேன் சேரன்ட கோட்டை இப்படி போகலாம் நேரம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் போக முடியுமானால் போக முடியுமான அதுக்காக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நேராக பார்க்கலாம் அட்னாஸ்ட்டு தோட்டம் இருக்குது போக டைம் இல்லாத விட நாங்கள் இப்போ திரும்பி போய் தோன்ற வேண்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை குதிரை இன்றைக்குது இங்கே கட்டி விட்டுற குரான்னு சுத்தி காட்டுவாங்க காசு அதுக்கு பிரிமான காசு துவக்கால சொல்றாக்கும் சொட்டு மகள் சுட்டு மகள்ல அப்புறம் மழை வாசி வைப்பாங்க ஆனால் துவக்காசு விட்டு மாரிலாம் நன்றாக வச்சுக்காதான் துவக்கெலாம் துவக்க சுடுறது எதுதான் துவக்க சுடுறோம் அங்கே கடகுதான் இலக்கு ஒரு அண்ண மூன்று அஞ்சூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாயும் ஒரு அண்ணா சூடாக போராயிரம் சுட்டு அப்படியே மூணு சேர்த்தோட விடுவாங்க வாங்கிய போகும் சின்ன பிள்ளை வந்து மாதிரி உள்ளதுக்காக இப்படி செட்டப்பில் அப்படியே வச்சுருக்காங்க ஊஞ்சாக்க இந்தப்படி லாஞ்சி வச்சுட்டு இருக்கு விடாடக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கு வாங்கப்படும் திருப்பி போகும்படியில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒடியில் போவோம் அப்பயே வேறு அப்பா வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்ல மாட்டேன் இன்னும் நிறையா இருக்குது எங்களுக்கு டைம் போன வழியாக எங்களை போக முடியாது போட்டு ஏன்னா திருப்பி போகணும் அதாவது காட்ட முடியுமான காட்டி வச்சுக்கிட்டேன் கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் போக போகத்தான் மக்கள் கூட்டம் அதிகமாக மக்கள் கூட்டம் போக போகத்தான் அதிகமாகிக் okay இப்ப நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பின்னாடி நல்லா இருக்கும் பார்க்க போன கொத்து கடைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆக்கிரமிக்குறதுக்கான ஷூட்டிங் கிடக்கலாம் அந்த விடுதி இருக்கு இது போய்கொண்டிருக்கின்ற உங்கள் அந்த விளை பெற்றும் நான் அன்பின் தனசன் நன்றி வணக்கம்